ஒரு குழந்தை மழை அலவை டம்ளர் அல்லது ஜாடியை கொண்டு அளக்க கற்றுத்தரலாம் வெளியில் வைக்கவும் மழை நின்றதும் குழந்தை குச்சை ஜாடிக்கு பக்கத்தில் வைத்து தண்ணி அளவை ஜாடியில் குறிக்கலாம் பிறகு ஜாடியை காலி செய்து வெளியில் வைக்கவும் மறுபடி மழை வந்ததும் நீங்கள் போன தடவை விட இப்ப மழை அதிகமா குறைவா என்று கேட்கலாம் அவர்கள் யூகித்த பின் ஜாடியில் குறித்த முந்திய அளவோடு ஒப்பிடலாம் இந்த செயல் குழந்தைக்கு கவனிக்கவும் அளக்கவும் கற்றுத்தருகிறது